சாரல் மழையா மேல பொழிஞ்சாய இதும் முழுக்க நிறைஞ்சு விட்டாய உன்னால உலக மறந்தே போன உன் மேல நானோ கிருக்கான கண்ணாடி போல சிதறி போன நீ என்ன கேட்டா உசிறையும் தார உன்னால உன்னால I'm here in the Tola Check, I know.